மக்ரூ நீ பண்றதுக்கு முதல் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாமோ இந்த பேன்ல சேர்த்துட்டு இதுல வந்து நம்ம மக்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்கோ இது வந்து இப்போ ஒரு இருபது நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வேகணுங்க இது வெந்ததுன்னு எடுத்து வச்சு நம்ம வந்து மக்கள் வந்து தாளிச்சுக்கலாம் பாருங்க மக்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம சுருதண்ணியில் மக்கள் போட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வேக வச்சோம்னா இந்த மாதிரி பாருங்க பூ மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு இதோட நம்ம இதை இறக்கிட்டு நம்ம வானிலை வச்சுக்கலாங்க இப்போ மட்டும் வந்து எப்படியும் சாலைக்குதுன்னு பார்க்கலாமா முதல்ல வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் கடுவீட்டில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம வந்து இப்போ கருவேட்டில் சேர்த்துக்கலாம் கருவேட்ல அப்புறம் வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி மீட்டு வாக்கில் அரிஞ்சு இது கூட நம்ம ரெண்டு தக்கு மிளகா பொடியை அரிஞ்சு வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி வச்சுக்கோங்க நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாமா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாமா பொடியை அரைஞ்சி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாமா வெங்காயம் பாருங்க நல்லா பொடி நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னா இப்போ வந்து இது கூட நம்ம ரெண்டு தக்காளி பொடியை அரைஞ்சி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாமோ இது கிடைக்குது இது ஒரு வெரைட்டி இருக்குங்கிட்ட இப்போ நீங்கள் வேறு நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுமோ நீங்கள் எது வேணும் வாங்கி பண்ணிக்கலாம் பவுடருக்கு இதில் வந்து நாங்கள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் நான் சேர்க்க போறேன் டேஸ்ட் வந்து வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ஃப்ரை பண்ணி பாருங்க இதுல மூணு ஸ்பூன் நான் இதுல போட அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ் ஹண்ட்ரட் ஸ்பூன் சேர்த்துக்காங்க நல்லா வந்து வதக்கி வைத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம உப்பு இன்னும் சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாமோ தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி வந்து வதக்கும்போதே கொஞ்சம் சேர்த்துக்கலாமா இதுக்குள்ளே கிளாஸ் இது வந்து கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் மசாலா ரெடி வச்சா பாக்கலாம் கிரேவி கிரேவி பாருங்க நல்லா நல்லா பருமா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இது கூட நம்ம இந்த மக்களு நீர் வந்து இதுல ஆட் பண்ணிடுவோம் இப்போது அந்த மக்ருனி கொட்டிட்டு நம்ம எப்படி கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான மக்ரூனி ரெடி ஆகிடுச்சு இந்தியன் ஸ்டைல் மக்ரூனி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பாஸ்தா மக்ரூனி ரெடி செய்யுது எப்படின்னு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இப்படி சூடிக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுத்த ஸ்லோவில் வயங்குவோம் மொத்தமும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கலரிக்காச்சு ஸோ நாளைக்கு நம்மளுக்கு மக்ரூனி இண்டியன் சைடு மக்ரூனி ரெடி ஆகிடுச்சு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இண்டியன் சைடு மக்ரூனி நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோ நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியானது நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎம்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி